अन्नल रसूल मुहम्मदे आने उदित वंदना தம் உள்ளம் குளிரும் இறை அருகீதம் இறைவனின் அல்ல வள்ளல் கூதல் பள்ளல் மமது வழியில் நடக்கும் நபிகள் வந்தனர் வந்தனர்வி மீதினிலே அத்தனை பேரிலும் அகமது நபியே உண்மை போல் யாரும் இல்லை ஒளியே உண்மை போல் யாரும் இல்லை நபிகள் அகமது நபியே உண்மை போல் யாரும் இல்லை உண்மை போல் யாரும் இல்லை మార్మువర్ పెట్టేయ పరివల్లయే సాదర ఖురాన్ కాంగలడై వీర్ సర్తిరం వేకిందదే వలరుం సర్తిరం వేకిందదే అయ్య నబీగ వందన రికుమి నిదినిలే అతనై వేరిదు మహమద్ నబీ ఉమ్మై కొల్యారు మిలై కొలియే ఉమ్మై కొల్యారు మిలై మడమయొలితిరి ఆరివై மா நலன் பெறவே மரமை ஒழித்தீர் அறிவை வளர்த்தீர் மாந்தர் நலன் பெறவே கடமையை பேணினாலும் உழைத்த கருண் எனது நீரே ஈகை கருண் எனது நீரே ஆயிரம் நலிக்கு வந்த அன்பின் உருவே அருளின் வடிவே அல்லா தூதுவரே அன்பின் உருவே அருளின் வடிவே அல்லா தூதுவரே இன்பாய் எங்கள் இளைய சலாத்தை என்றும் கூறிடுவோம் நபியே என்றும் கூறிடுவோம் ஆயிரம் நபிகள் வந்த நடிப்பு நபியை உண்மை ộtsels <laughs> kt <laughs> in ca தந்த ஒரு விளக்கு தென்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு நன்னாவூர் புகழ் விளக்கு நானிலத்தின் பொது விளக்கு நன்னாவூர் புகழ் விளக்கு நாணத்தின் பொது விளக்கு தென்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு எங்கள் அபிகூல விளக்கு இறைவன் ஏற்றி வைத்த காலை விளக்கு எந்த அபிக்கூல விளக்கு இறைவன் ஏற்றி வைத்த காலை விளக்கு மாந்தரம் மாண திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு நன்னாவூர் புகழ் விளக்கு நானிலத்தின் பொது விளக்கு என்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு நமக்கு என்ன கவலை நமக்கு தென்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு நன்னாக புகழ் விளக்கு நானிலத்தின் பொது விளக்கு என்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு நகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு நன்னாவர் புகழ் விளக்கு நான் இளத்தின் பொது விளக்கு என் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு ई बाळु तरुमाई bla no. மணியே எங்கள் நாயகமே ஆருள் தீரு நபியே எங்கள் நாயகமே இறை வண்ண அன்னை ஆமீனாரின் மடியினிலே தவழ்ந்து வந்தார் அப்துல்லாவின் செல்வராக அவதரித்தார் அன்னை ஆமினாரின் மடியினிலே தவழ்ந்து வந்தார் அல்ல படும் ஏழை நலம் காக்க வந்தார் கள்ளமில்லா உள்ளம் போற்றும் கருணை நபி கள்ளமில்லா உள்ளம் போற்றும் கருணை நபி நபி மணியே எங்கள் நாயகமே அருள் திருநபியே எங்கள் நாயகமே கல்லாலும் கொடியவர்கள் தாக்கினும் கடும் கொல்லாலும் புரியாதார் கூறிடினும் கல்லாலும் மக்கள் இதயத்திலே வாழுகின்ற நபி மக்கள் இதயத்திலே வாழுகின்ற தூயலபி நபிமணியே எங்கள் நாயகமே அருள் திருநபியே எங்கள் நாயகமே நபி மணியே நின் புங்கள் பாடும் अल्लाहू अकबर यन्नम वेदतले து கடமை நோன்று நோற்று மகிழ்வது பெருமை ஐந்து வேலை தொழுவது கடமை நோன்று நோற்று மகிழ்வது பெருமை ஈகை அழிப்பது மனிதன் உரிமை புனித ஹஜை பேணிடல் அருமை வல்லோனின் புகழ் பா இறைவன் ஒருவன் நீராணி யா அல்லா அல்லா எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் நீரானி வல்லவன்னைப்பாக என்பது முதலாகும் இறப்பு என்பது முடிவாகும் பிறப்பு என்பது முதலாகும் இறப்பு என்பது முடிவாகும் இருப்பதோ இங்கு சில காலம் அருணவனே செயலாகும் யா அல்லாமல்ல இறைவன் நீதானே இறை அவன் தந்தான் திருமறையை போதி உணருவோம் பல முறையே இறையவன் தந்தான் திருமரையை ஒப்பதி உணர்வோம் பலமுரையே முறையே உரையில்லாத நிறைமனமே இறைவன் வாழும் உயர்விடமே உரையில்லாத நிறைமனமே இறைவன் வாழும் உயர்விடமே இறைவன் வாழும் உயர்விடமே தெ நல்ல அருள் செய்வாய் பெரியோனே நல்ல அருள் செய்வாய் பெரியோனே யா அல்லாஹ் அல்லாஹ்வே நாம் பல்ல இறைவன் ஒருவண் நீதானே இறைவன் ஒருவண் நீதானே இறைவன் ஒருவண்